நோய்களை பிணிகளை கொள்ளுகிற மூலிகைகளை நிறைய கொண்டிருப்பது என்பது என்பது என்றால் பொள்ளாச்சியில் சொந்தக்காரர்களான இந்த கொங்கத்தினுடைய உரிமையாளர்களான ஆதி குழிகளான இருளர்கள் இருக்கிறார்கள் ஊற்றுமலை ஊற்று ஊற்றுக்கண்ணு சொல்றோம் அப்ப அந்த இன்றைக்கு நாம் ஊட்டி என்று சொல்லப்படுகிற அந்த உதவியம் வலைவெளிச்சலை பின்தொடர்வோர் அனைவருக்கும் பணிவானே கொஞ்சு தமிழ் கொங்கமே என்கிற ஒரு பாடலை கேட்க இருக்கிறோம் நம்முடைய கொங்க பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை ஏனுங் வாங்க ஏனுங்மாம்மா என்னங்கண்ணா என்று பேசுகிற அந்த கொஞ்சு தமிழ் இருக்கிறது அது அவ்வளவு அழகாக இருக்கும் அது பற்றியும் இந்த கொங்க பகுதியினுடைய வரலாறு தொடர்பாகவும் ஒரு பாடலாக அதை கேட்க இருக்கிறோம் வாருங்கள் பாடலுக்கு செல்வோம் கொங்கமே கொங்குமே கொஞ்சு தமிழ் கொங்குமே தங்க தமிழர் நிலமேயங்கள் உயிர் கொங்குமே கொங்குமே கொங்குமே கொஞ்சுதமிழ் கொங்குமே தங்க தமிழர் நிலமேயுங்கள் உயிர் கொங்குமே இன்றைய கொங்கு மண்டலம் அன்று அத கொங்குமே இன்றைய கொங்கு மண்டலம் அன்று அக கொங்கமே சங்க தமிழரின் தாய்மடியே கொங்குமே சங்க தமிழரின் தாய்மடியே கொங்குமே கொங்குமே கொங்குமே கொஞ்சுதமிழ் கொங்குமே தங்கத் தமிழர் நிலமே கொங்குமே மலை கா சேர்ந்திருந்த கொங்கமே உதக மண்டல மேனும் ஊற்றுக்கண் மண்டிலமே ஊற்று காடுகள் சேர்ந்திருந்த கொங்கமே உதக மண்டலமேனும் ஊற்றுக்கண் மண்டிலமே நூற்று கணக்கான நாடுகள் அமைந்த கொங்கமே பன்னூற்று கணக்கான நாடுகள் அமைந்த கொங்கமே போற்றி உன்னை பாடிடுவேன் பொங்குதமிழ் கொங்கமே போற்றி உனை பாடிடுவேன் பொங்குதமுழ் கொங்குமே கொங்குமே கொங்குமே கொஞ்சுதமிழ் கொங்குமே தங்க தமிழர் நிலமே எங்கள் உயிர் கொங்கம் என்பது இப்போ ஊட்டி என்கிற சொல்ல எங்கேருந்து வந்திருக்குதுன்னா ஊற்றுமலை அந்த ஊற்றுக்கண் ஊற்றுக்கண்ணுன்னு சொல்லுவோம்ல அது ஆற்றோரங்களில் மணல் பரப்புகளில் தான் இருக்குங்கிறதுல மலைகளில் இருந்து இருக்குது மலைகளில் தான் இருக்குது இன்றைக்கும் அது வெள்ளியங்கறி மலைகள் மேலே இருக்குது ஏழு மலைகளை தாண்டி போய் மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பன்னூற்று கணக்கான புல்வகைகள் இருக்கும் அந்த புல்வகைகள் தான் அந்த ஊற்றுக்கண் ஊற்றுக்கண்ணுன்னு அதுதான் சொல்கிறோம் அப்போ அந்த இன்றைக்கு நாம் ஊட்டி என்று சொல்லப்படுகிற அந்த உதக மண்டலம் என்று சொல்லப்படுகிற அந்த ஊற்றுக்கண் மண்டலத்தில் எத்தனை ஊர்கள் இன்றைக்கும் இருந்துருக்கின்றன இருக்கின்றன ஊட்டி கூடலூர் கோத்தகிரி குன்னூர் இது போக இன்னும் எத்தனையோ ஊர்கள் அத்தனையிலிருந்தும் நொய்யல் சிறுவாணி கீழ்பவானி மேல்பவானி என்று ஏராளமான ஆறுகள் இன்னும் எனக்கு தெரியாத எத்தனையோ ஆறுகள் அதே இந்த கொங்கம் என்பது பன்னூற்று நாடுகளாய் அமைந்திருக்கின்றது இது இன்றைக்கு பெங்களூரு கூட வெங்காளூர் என்று சொல்வார் அறிவர் குணா ஐயா அவர்கள் ஆனால் அதை பொன்காலூராக இருந்திருக்கலாமோ ஏன்னா பொன்காலூர் நாடு என்று கொங்கத்தில் ஒரு நாடு இருந்திருக்கிறது இன்றைக்கும் இருபத்தி நாடுகள் என்று சொல்வார்கள் ஆனால் இருபத்தி நாடுகள் அல்ல இன்றைக்கு பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு இவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த செய்திகள் இருபத்தி நாடுகள் என்பது ஆனால் பன்னூற்று கணக்கான நாடுகளாக இருந்திருக்கின்றது அதிலே பொன் நாடு என்பதுதான் இன்றைய கர்நாடகாக மாறி இருக்கிறது அதாவது கோலார் தங்கவயல் என்பது கூட அந்த பொன் கால் காளூர் காள் என்பது தான் அந்த கால் கோல் விழா என்றெல்லாம் கூட சொல்ல முடியாது அந்த நிலத்தை பறித்து போடுறது அப்படி அந்த காளூர் என்பது கோளார் என்று மாறியிருக்கலாம் என்றெல்லாம் நாங்கள் கருதுகிறோம் அகரம் அங்கே வந்து உகரமாக மாறியிருக்கலாம் என்று கருதுகிறோம் அப்படி நம்முடைய இந்த கொங்கத்தினுடைய வரலாறு என்பது மிக தொன்மையானது மிக மென்மையானது இன்னும் சொல்லப்போனால் முதல் குடியரசு என்றெல்லாம் கூட நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கின்றனர் குறிஞ்சி மலர் பூக்கும் நீளமலை கொங்கமே குறிஞ்சி பாட்டு தந்த கபிலரின் கொங்கமே கூறிஞ்சி மலர் பூக்கும் நீளமலை கொங்கமே குறிஞ்சி பாட்டு தந்த கபிலரின் கொங்கமே கபிலர் மலையும் பாரியூறும் எங்கள் கொங்கமே கபிலர் மலையும் பாரியூரும் எங்கள் கொங்கமே பல்லுயிர்கள் பேரு கீய ஆனைமலை கொங்கமே பல்லுயிர்கள் பேரு கீடும் ஆனைமலை கொங்கமே கொங்கமே கொங்கமே கொஞ்சுதமிழ் கொங்கமே தங்க தமிழர் நிலமே எங்கள் உயிர் கொங்கமே குறிஞ்சி பாட்டுன்னு கபலர் எழுதியிருக்காரு அதுல இந்த மலையினுடைய அழகு அந்த பூ வகைகள் இப்படி பல்வேறு பல்வேறு செய்திகள் அந்த பாட்டுக்குள்ள இருந்திருக்கும் அதே போல இங்கேதான் இன்றைக்கு பாரி ஆண்ட மலை இங்கிருக்கிறது அங்கிருக்கிறது என்றெல்லாம் சில சொல்லித் திரிகின்றன அது அப்படி இருக்க வாய்ப்பில் பாரி என்பவன் கொங்கத்தை சார்ந்தவன் தான் கடையெழு வள்ளல்களும் அது பாரி ஓரி காரி அதிகமான் ஆய் நள்ளி என ஏழு பேகன் என்ன ஏழு வள்ளல்கள் கடையெழு வள்ளல்களும் இருந்தது கொங்க பகுதி தான் மொத்த கொங்கம் அது அதே போலதான் ஏராளமாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இந்த இந்த மண்ணின் செய்திகள் ஏராளம் இருக்கின்றது அதே போல ஆசியவிலே மிகப்பெரிய பல்லுயிர் பெருக்க காடுகள் என்றால் அது பொள்ளாச்சியில் இருக்கிற ஆனைமலை காடுகள் தான் இன்னைக்கும் ஆனைமலை காடுகள்லாம் ஆணைக்கட்டி என்கிற இடங்கள்ல அந்த இந்த கொங்கத்தினுடைய பழமை மாறாத அந்த இந்த கொங்கத்தினுடைய சொந்தக்காரர்களான இந்த கொங்கத்தினுடைய உரிமையாளர்களான ஆதிக்குடிகளான இருளர்கள் இன்றைக்கும் ஆணைக்கட்டிகள் இருக்கிறார்கள் அப்படி இந்த மண்ணின் வரலாறு ஒரு பறந்த வரலாறு பறந்து விரிந்து கிடக்கின்ற வரலாறு இதை தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு தமிழருடைய கட்டாய கடமையும் உரிமையுமாகும் நோய்களை பீணிகளை மூலிகைகளால் கொல்லும் கொல்லி மலையும் ஏற்காடும் எங்கள் கொங்குமே மே நோய்களை பீணிகளை மூலிகைகளால் கொல்லும் கொல்லி மலையும் ஏற்காடும் எங்கள் கொங்கு மே பழனியனும் பழைய பொதினியும் கொங்கமே பழனியெனும் பழைய பொதினியும் கொங்கமே மருதமரம் செறிந்திருந்த மருதமலை கொங்கமே மருதமரம் செறிந்திருந்த மருதமலை கொங்கமே நோய்களை பிணிகளை கொல்லுகிற மூலிகைகளை கொண்டிருந்ததால் தான் அது வந்து கொல்லிமலை என்று கொல்லி பாவை கொல்லி என்றெல்லாம் கதை சொல்வார்கள் ஆனால் கொல்லி என்பது இப்போ கொல்லன் கொல்லன் பற்றலாம் சொல்கிறோம் அது என்னென்னா இரும் கொலை செய்கிற கருவிகளை உருவாக்குகிற இடம் என்று பொற்கொள்ளன் என்றால் பொன்னை கொன்று அதை நகையாக மாற்றுகிற இடம் என்று அப்படி கொல்லி என்றால் அது நோய்களை பிணிகளை கொல்லுகிற மூலிகைகளை நிறைய கொண்டிருப்பது என்பதுதான் கொல்லிமலை அதுபோல் தான் ஏற்காடு பாரியினுடைய பகுதி அதுவாகத்தான் நிற்கலாம் என்று அண்மை காலமாக என்மை போன்றோர் கள ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கான தரவுகள் சான்றுகள் கிடைத்தவுடன் அதையெல்லாம் வெளியிட இருக்கிறோம் அதேபோல் தான் பொதினி பழனி என்பது என்றைக்கும் தெரியும் நம்முடைய பிராமணர்கள் அங்கே வருவதற்கு முன் முன்பு வரை இப்போ அண்மைக்காலம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலம் வரையிலே கூட நம்ம தமிழர்கள் தான் அங்கே வந்து பூசாரிகளாக இருந்திருக்கின்றனர் அந்த மலை பராமரித்து பேணி ஓம்பி வந்திருக்கின்றனர் அந்த அதனுடைய பழைய பெயர் வந்து பொதினி அதுக்கு என்னென்ன பெயர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இருந்தாலும் ஏனென்றால் அது பொது பொதிகை மேலப்பக்கம் இருந்து இந்த பக்கம் நாம் வந்தோம் என்பதை சொல்லுகின்ற வகையில் அது பொதினி என்று தான் நம்முடைய முன்னோர் அதுக்கு பெயர் வித்திரினேன் இன்றைக்கு அது பழனி என்று இருக்குது அதே இதுபோல் மருத மலைமுருகன் கோயில் சொல்லலாம் அது மருத என்கிற ஒரு சிறப்பு கொண்ட மரம் செறிந்திருந்ததால் அது வந்து மருத மருதமலை ஆகியிருக்கிறது செய்திகள் நம்முடைய கொங்கத்தில் இருக்கின்றனும் பூகழ் கொண்ட கடை எழு வள்ளும் அரசமைப்பும் கொங்கமே உலகெங்கும் பூகழ் கொண்ட கடை எழு வள்ளும் உலகின் மூதற் கூடியும் கொங்கமே சோணையாற்றங்கரை வரை பறந்திருந்த கொங்கமே கலிங்கம் மகதம் வரை பரந்திருந்த கொங்கமே கங்கம் என பேர் மறுவி போனதெங்கை கொங்கமே கங்கம் என பேர் மறுவி போனதெங்கை கொங்கமே கொங்கமே கொங்கமே கொஞ்சுதமிழ் கொங்கமே தங்க தமிழர் நிலமே எங்கள் உயிர் கொங்கமே இன்றைய கொங்கு மண்டலம் அன்று அக கொங்கமே சங்க தமிழரின் தாய்மடியை கொங்கமே சங்க தமிழரின் தாய்மடியை கொங்கமே கொங்கமே கொங்கமே கொஞ்சுதமிழ் கொங்கமே தங்க தமிழர் நிலமே எங்கள் உயிர் கொங்கமே சங்க தமிழரின் தாய்மடியே கொங்கமே எங்கள் கொங்குமே தாய்மடியே கொங்குமே உலகத்தின் முதற் குடியரசுகளை பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு அமைத்தவர் அமைத்தோர் கொங்கத்தார் கொங்கர் இந்த கொங்க கொங்கத்தினுடைய கொங்க பகுதியடிகளான மூத்த குடிகளான இருளர் அதனைத் தொடர்ந்து வேட்டுவர் இன்றைக்கு வேட்டு கவுண்டர் என்று சொல்லிக் கொள்கின்றனர் இவர்கள் தான் இந்த மண்ணினுடைய பூர்வக் குடிகள் மற்ற எல்லாருமே அதற்கு பிறகுதான் கொங்க பிறகர்தான் வள்ளுவர் இப்படி ஏராளமான வரலாறுகள் இருக்கின்றன இனி வருகின்ற காலங்களிலே விழியங்களிலே காணொலிகளிலே இந்த செய்திகளையெல்லாம் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு இது தொடர்பான இந்த பாடல் நாம் பேசுகிற செய்திகளில் இருக்கின்ற செய்திகள் தொடர்பான ஏதேனும் ஐயங்கள் அல்லது வேறு கருத்துகள் இருப்பின் தயை கூர்ந்து கருத்து பெட்டியிலே நாம் ஒருவருக்கொருவர் நம்மிடமுள்ள செய்திகளை உலக தமிழர் மத்தியிலே பரப்புவோம் சரியான வரலாற்றை மீட்டெடுப்போம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்